அவர்களுக்கு தெரிகின்ற தெரிந்தவுடனே மக்கள்கள் அறியப்படுத்தினார்கள் கொல்லப்பட்டுவிட்டார் முஸ்லிம்களுடைய பிள்ளைகளும் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஆகையினால் நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அவர்களுக்கு சொல்லி அனுப்புகின்றார்கள் அதே நேரத்தில் ஹுசேன் லலி அல்லாவுத்தால் அருகூ அவர்கள் மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றார்கள் எந்த முறையிலே பயணத்தை தொடர்கின்றார்களே ஆனால் நகரத்தில் அவர்கள் தங்கி இருக்கும் அவர்கள் அபுபால் மனையில் தான் தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் ஹுசைன் அணி எல்வாஹுத்தான் பேர் கொடுத்த ஒரு கரவை காண்கின்றார்களே ஆனால் குருமணி ஹுசைனால் ஒரு அதன்படி நடக்கும் தன்னுடைய பிரயாணத்தை மேற்கொண்டார்கள் தன்னுடைய குடும்பத்தோடு அனைவர்களையும் அழைத்துக் கொண்டு அப்படி பிரயாணப்படக்கூடிய நேரத்தில் மக்களின் கவர்னரும் மட்டுமல்ல மக்காவை அவர்களுடைய முன்பதாக வந்து என்ன சொல்லுகின்றார்கள் இடையில் இடையில் ஆமிருள் மோஸ்டி ஆசான் ஜா பரிசாதிக்கு தன்னுடைய பிரயாணத்தில் தொடரக்கூடிய நேரட்டேன் இடையில் ஆமி என்று சொல்லக்கூடியவரும் மீண்டும் தன்னுடைய பிரயாணத்தை அவர்களுக்கெல்லாம் ஆறுதலை சொல்லி பிரயாணத்தை தொடர்ந்தார்கள் அப்படி தொடர்ந்து சொல்லக்கூடிய வழியிலேஜி மாதம் அவர்கள் இரண்டாவது நாள் என்று பயணப்பட்டவர்கள் துலஜியினுடைய மாதத்தை முடித்து அவர்கள் மாதம் ஆரம்பமாகக்கூடிய கேள்வியில் அவர்கள் கர்பலாவுடைய எல்லைக்குள் அடைகின்றார்கள் அப்படி போகக்கூடிய நேரத்தில் அதாவது மீண்டும் தன்னுடைய இடத்தில் நின்றும் ஒருவனை முஸ்லி அதாவது ஹூபாவினுடைய நகரத்திற்கு தூதாக அனுப்பி வைக்கின்றார்கள் இந்த விதமாக குடும்பத்தை சார்ந்தவர்களும் நபியினுடைய கரையார்களுமாக ஹூபாவுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று ஒரு இடத்திலே தனித்து எழுதி கொடுத்து அனுப்பி வைத்தார்கள் அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அவர்கள் ஹூபாவினுடைய நகரத்தை இந்த அழைத்து நீங்கள் எல்லாம் எதிர் சென்று விதமாக கவிழ்த்தை கொண்டு வருகின்ற அவரை இடையிலேயே வழிமறித்து அவர்களை கொண்டு விடுங்கள் என்று கட்டளைத்தான் இபு ஹியா அதுபோன்று வர வேண்டிய இடைவழியிலேயே வழிமறித்து புதினாருடைய தூதராக சென்ற அவர்களை கடிதத்தை கைப்பற்றி அவர்களையும் அந்த இடத்திலே கொண்டு விட்டார்கள் இவ்வாறு அந்த இடத்தில் அவர் கொல்லப்பட்டதும் அவருக்கு பின்பதாக விசயம் களிய வாவுத்தாளாக அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் அனைவர்களாக நடந்து வருகின்றார்கள் வர வேண்டிய வழியிலே தான் தூதராக வந்தவர் கொலை செய்யப்பட்டிருப்பதை கண்ணுற்ற அவர்களை அந்த இடத்திலே எடுத்து நல்லவிட்டு மீண்டும் தொடருகின்றார்கள் அப்படி தொடரக்கூடிய நேரத்தில் அந்த இவருதியாக சொல்லக்கூடிய வம்பன் அநியாயக்காரன் மீண்டும் இருபத்தி இரண்டு ஆயிரம் படைகளோடு அதற்கு அப்துல்லா ஜியாத் என்று சொல்லப்பட்ட தலைவராக நியமித்து அவர்களை வழியிலேயே வழிமறித்து அவர்களை கொண்டு விடும்படியாக உத்தரவிட்டு அனுப்புகின்றான் கொண்டு வரும்படியாக அனுப்புகின்றான் அந்த இபு என்று சொல்லப்பட்டார் அதுபோன்று அந்த அப்துல்லா ஜியாத் இருபத்தி இரண்டாயிரம் படைகளோடு வழியை எோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் அதே நேரத்தில் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் வர வேண்டிய வழியிலே எடுத்து வர வேண்டிய அந்த படையவர்களை காணக்கூடிய நேரத்தில் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்லுகின்றார்கள் வெகு தூரமாக நடந்து வருகின்றோம் ஆனால் இந்த எல்லை நாமல் இன்னும் அடையவில்லையே என்பதாக எண்ணி நடக்கின்ற பொழுது அப்பதான் சொல்லுகின்றார்கள் நடக்க நடக்கவே புராத்தின் பக்கம் நடக்க நடக்கவே புராத்தின் பக்கம் நஞ்சனும் எதிரேது பழைய நஞ்சனும் எதிரேது பழைய ராஜகர் மாட்டிகள் நபிகிழை தேக்கிகளே ராஜகர் மாடிகள் இவ்வாறு அவர்கள் சொல்லக்கூடிய வழியிலே நடக்க நடக்கவே புராத்தின் பக்கம் அதாவது புராத்து நதியில் சொல்லக்கூடிய அந்த பெரும் கரும்புலாம் அவனுடைய எல்லையை நடக்க நடக்க அந்த பாதையை தூரம் கழியவில்லையே பழி நமக்கு இன்னும் செல்லவில்லையே என்பதாக எண்ணி நடக்கின்ற பொழுது ராஜபெருமாட்டிகள் நதிகளை பேத்திகள் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய கண்களுக்கு எசீது நஞ்சு போன்ற எசீதனுடைய படையவர்களுடைய நடமாட்டம் அவர்களுக்கு தெரிகின்றது இதை கணுத்ததும் குடும்பத்தை சார்ந்த அவர்கள் அங்கே வந்து தங்குகின்றார்கள் இரண்டாவது தங்க வேண்டிய தங்கி இருக்கும் போதுதான் அப்துல்லா ஜியா இருபத்தி ரெண்டாயிரம் படைகளோடு அவர்களை வந்து சுற்றி வளைகின்றார் முன்பதாக சென்று சொல்லுகின்றான் நபியுடைய பேரேனரே நீங்கள் தலைமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்கு நீங்கள் பலியத்தாக வேண்டும் அதே நேரத்தில் உங்களை அழைத்து வரும்படியாக கொண்டு வரும்படியாக சொல்லி இருக்கிறான் இபுயார் தலைவர் ஆகையினால் நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய நேரத்தில் அதே நேரத்தில் குளத்தை சார்ந்தவர்கள் வாக்குறுதி இறந்தவர்களாக இருக்கின்றார்கள் வாக்குறுதிக்கு மாறு செய்யப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் ஆகையினால் அவர்கள் எங்களுக்கு ஆதரவு அளிப்பதாக சொல்லி இப்படி வரவேண்டிய வழியிலே இவர்கள் பெரிய ஒரு சரி நடந்துவிட்டது ஆகையினால் நான் அங்கு வரமாட்டேன் நான் அங்கு வரவில்லை ஆகை திரும்பி நான் மலீனாவிற்கே போகிறேன் என்று ஹுசேன் என்று சொன்னார்கள் சொன்னபோது அப்துல்லா சொல்லுகின்றார் உங்களை நான் ஒருபோதும் இந்த இடத்தை விட்டு விடமாட்டேன் ஒன்று நீங்கள் ஹூமாவுக்கு வாருங்கள் இல்லை என்றால் உங்கள் நான் திரும்பி போகவும் விட மாட்டேன் என்று அப்துல்ல ஜியா ரொம்ப பிடிவாதமாக சொல்லுகிறார் சொன்ன உடனே குடும்பத்தை சார்ந்தவர்களும் அந்த இடத்திலே தங்கி வைத்தார்கள் இப்படி தங்கி இருக்கும் போது மீண்டும் இப்ப ஒரு கூட்டத்தையும் அனுப்பி அதுக்கு ஒரு தலைவரையும் அனுப்பி வைக்கின்றார் அவரும் அதுபோல வந்து அவர்களை சந்தித்து சொல்லுகின்றார் நீங்கள் உடனடியாக ஹூபாவுக்கு வர வேண்டும் அது இது கட்டள் இல்லை என்றால் நீங்கள் திரும்பி மதினாவுக்கு போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது இதை கேட்ட ஹுசேன் சொன்னார்கள் அப்படியா அப்படியானால் ஹூபா உடைய எனக்கு ஆதரவளிக்க மறுத்து விட்டார்கள் நான் எனக்கு வரவில்லை மீண்டும் நான் திரும்பி மதினாவுக்கே போகிறேன் என்பதாக சொல்லும் பொழுது அப்பொழுது வந்தவர் சொல்லுகின்றார் அந்த இடத்தை விட்டு விட்டுவிடாதீர்கள் அவர்கள் திரும்பி மதினாவுக்கு சென்றாலோ அல்லது எசீமை காணுவதற்காக வேண்டி திலுசு சென்றாலோ ஆகையினால் நம்முடைய காரியங்கள் அனைத்தும் பாழாகிவிடும் குசைனாரை விட்டுவிடுமே ஆனால் நம்மளுக்கு தலைமை பதவி கிடையாது நம்மளுக்கு பொன்பொருள் கிடையாது நாடாளுக்கூடிய பொறுப்பு கிடையாது ஆகையினால இந்த இது போன்ற நம்மளுக்கு அரசாங்கத்தினுடைய சலுகைகள் நமக்கு எதுவுமே கிடைக்காது போய்விடும் ஆகையா ஹொசைனாரை விடாதீர்கள் அந்த இடத்திலேயே அவர்களை வழிமறித்து கொண்டு விடுங்கள் என்று திரும்ப அவர்களுக்கு தபால் மூலமாக தெரியப்படுத்துகின்றான் அந்த இய்தி வந்தவுடனே அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களே உங்களை நாங்கள் எங்கும் விட மாட்டோம் மதினாவுக்கும் உங்களை போக விட மாட்டோம் நீங்கள் திமுசுக்கும் போக முடியாது ஆகையினால நீங்கள் ஹூபாவுக்கு வந்தாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மீண்டும் அதுபோன்று அங்கிருந்து அவர்கள் பயணப்படுகின்றார்கள் அப்படி பயணப்படக்கூடிய நேரத்தில் அவர்களும் குடும்பத்தை சார்ந்தவர்களும் வழி நடந்து வந்து ஒரு இடத்தில் கூடாத வழி தான் பிறகு தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அதுபோன்ற பொழுதுகழிந்து மறுநாள் காலை ஆனதும் அதுபோன்ற அவர்கள் அனைவருமாகத்தான் கூடி வழி நடந்து வருகின்றார்கள் நடந்த No, no, no. ஏழு நாள் நடக்கும்போது தங்கி இருந்தார்களோ அதே போன்று மறுநாள் போய் தங்கி இருக்க வேண்டிய இடமும் அதே இடமாக நடந்து பார்க்கும் போது எந்த இடத்துல வந்து தங்கினார்களோ அதே இடம் போன்று தான் ஏழு நாளும் தெரிகிறது அந்த இடத்திலே வந்து தங்கியதும் உடனே பார்த்தார்கள் அதாவது இந்த இடம் தான் அல்லாவது நமக்கு அமைத்த இடமாக இருக்குமோ என்று அங்க உள்ள பிடுங்கி பார்க்கும் போது ரத்தமாக தெரிகின்றது அது மட்டுமல்ல கீழே நடக்கின்ற கல்லுகளை பெயர்ந்து பார்த்தாலும் அதுவும் ரத்தமாக இருக்கின்றது இன்னும் அந்த இடத்தினுடைய மண்ணை அள்ளி முகர்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அதுவும் ரத்தவாடி மணக்கின்றது அதே நேரத்தில் மாறி மண்ணும் ரத்தாட மனக்கின்றும்டைய குடும்பத்தை சார்ந்தவர்கள இதுதான்த்தமக்கு அமைத்த இடமாக இருக்குமோ என்பதாக தான் நினைத்து மீண்டும் தன்னுடைய குடும்பத்தார்களையும் தானே பார்த்து சொல்லுகின்றார்கள் இந்த இடத்தை விட்டு நாம இனிமேல் இயங்கும் போக முடியாது போகவும் கூடாது ஆகையினால் நம்முடைய குடும்பத்தார்கள் தங்குவதற்காக வேண்டி அதற்கு வேண்டும் என்று தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை சொல்லக்கூடிய நேரத்தில் சங்கானமார்கள் நம் விதி மார்கள் தங்கையிட புடா ஜனரே தங்கையிட புடா ஜனரே வல்ல மஞ்சிரி மூட்டினரே பாருத்திரம் கல்லும் முழுகுமே கேட்ட மாத்திரம் கண்ணி முசிலிம் தோழரே இவ்விதமாக தன்னுடைய குடும்பத்தவர்களுக்கு சொல்ல அதுபோன்று தன்னுடைய குடும்பத்தார்கள் குடும்ப பெண்கள் தங்குவதற்காக வேண்டி கூடாரங்களை அடித்தார்கள் கூடாரங்களை அடித்து அது அதாவது எதிரிகள் வந்து தன்னுடைய கூடாரத்துக்குள் புகுந்து விடாதபடி கூடாரங்களை சுற்றி அதாவது குழியை தானே தோண்டி அதில் விறகுகளை கொண்டு வந்து போட்டு இரவெல்லாம் அக்னிகளை தானே நெருப்ப வைத்து எரிப்பார்களாம் இப்படியாக அந்த இடத்திலே தங்கி இருக்கின்றார்கள் தங்கி இருக்கும் அந்த நாள் முகர் மூன்றாவது நாளாக இருக்கும் அப்படி மூன்றாவது நாளாக அந்த இடத்தில் தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் அதாவது இபுடைய சொல்பிக்கு வந்த அந்த கூட்டத்தினுடைய கவர்னல் கூட்டத்தினுடைய தளபதிகள் பார்த்தார்கள் இனிமேல் அறிவர்களை நாம் இந்த இடத்தை விட்டு எந்த இடத்துக்கும் அவர்களை நகர்ந்து விடாதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பாதுகாத்துக் கொண்டார்கள் அதே நேரத்தில் மீண்டும் இபுல் ஜியாதி அதாவது சொல்படி அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்காதபடி தண்ணீர் கிடைக்காதபடி கர்பலாவிலே ஓடக்கூடிய புரா என்று சொல்லக்கூடிய ஆற்றை நீங்கள் முற்றுகையிட்டு விடுங்கள் அந்த ஆற்றில் வந்து யாரும் தண்ணி எடுக்க முடியாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்த அளவுக்கு அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களை கஷ்டத்தை கொடுத்து திரும்பியாதினுடைய சொல் வருகின்றனர் அதன்படி வந்த படையோர்கள் எல்லாம் புராத் நதியினுடைய கரையோரமாக காவலாக காத்து கொண்டார்கள் யாரும் அங்க போய் தண்ணி எடுக்கவும் முடியாது தண்ணி குடிக்கவும் முடியாது அந்த அளவுக்கு அவர்கள் குராத் நதியை முற்றுகையேற்றுக் கொண்டார்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் தெரிந்தது அவர்கள் தனக்காக கொண்டு வந்த ஊந்தின் ஜபாலாக்கள் கொண்டு வந்த தண்ணீர்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டது அவங்களிடத்தில் எந்த விதமாவுடைய ஒரு உண்பதற்குரிய பொருளோ அல்லது குடிப்பதற்குரிய தண்ணியோ எதுவும் அவங்க இடத்திலே கிடையாது இந்த நிலையிலே அந்த கர்பதா என்று சொல்லப்பட்ட பயங்கரமான இடத்திலே தானும் குடும்பத்தவர்களு தங்கி இருக்கின்ற பொழுது முகரமாக மூன்றாவது நாள் அந்த மூன்றாவது விட்டு அப்படி சண்டை ஆரம்பமானதும் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் அங்க வரவேண்டிய எதிர்களை தானே அவர்கள் தின்னா பின்னப்படுத்தி சேதப்படுத்தி இன்னும் வந்தவர்கள் எல்லாம் ஆண்டவர்கள் போக மீண்டவர்கள் எல்லாம் புறங்காட்டி ஓடுகின்ற நிலையிலே இவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த அதாவது நல்ல வீரம் பொருந்திய ஷகாபாக்கள் எல்லாம் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள் அப்படி இருக்கும் போது மோஹரமாலம் ஐந்தாவது நாள் அன்றைக்கு ஏகபோகமான மழையிலே படங்களை கொண்டு வந்து சுற்றி வரைந்தது என்று எசீதினுடைய கூட்டத்தார்கள் சண்ட இந்த காட்சியை கண்டியு மனதில் இரும்பு வேதனை பெற்றவர்களாக நம்முடைய குடும்பத்தவர்களுக்கும் நம்முடைய மற்றும் உள்ள தோழர்களுக்கும் குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது ஆரம்புவதற்கு எந்த விதமா உடைய ஆகாரங்கள் கிடையாது வாத்திய கோப கோபால் கோபத்தோடும் மனதிலே ரொம்ப வேதனையோடும் அணுகு பொங்கி எழுந்திரித்தாள் வள்ளல் ஹொசைனாலும் அலி அக்பிரித்து ரொம்ப வேகத்தோடு வந்து சொல்லுகிறார்கள் என்னுடைய அருமை தந்தை அவர்களே ஸ்ரீரகப்பனார் அவர்களே நாங்கள் எல்லாம் இருக்கும் போது நீங்கள் சண்டைக்கு நாங்கள் நீங்கள் போரிடுங்கள் அதுவரைக்கு நீங்கள் சண்டைக்கு செல்ல கூடாது என்று பதினெட்டு வயது நிரம்பி இருக்கின்ற பால பருவனுடைய அழியகுபரன் சொல்லக்கூடியவர்கள் எழுந்திரித்து அவர்களுடைய போர்க்களங்களை எல்லாம் எடுத்து அணிந்து கொண்டுத்தான் பாதத்தை தான் அணிந்து விடை கேட்கின்றார்கள் அதே நேரத்தில் அந்த படையோர்கள் எல்லாம் தான் சுத்தி வளைந்து கொண்டார்கள் முன்னால் வளைந்து கொண்ட படைக்க முருக்கம் உதவி செய்வான் சென்று அனுப்பி வைத்தார்கள் அதுபோன்று அலி அக்பர் வீர ஆவேசத்தோடு அவர்களுடைய குதிரின் சென்று எழுதி படையோர்கள் ஆண்டவர்கள் போக மீண்டவர்கள் புறங்காட்டி ஓடக்கூடிய நேரத்தில் அலியகுபர் அதே நேரத்தில் அவர்கள் அந்த அதாவது படைகளை தானே சிந்தாபிந்தமாக வெட்டி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்கள் ஏற்பட்ட தண்ணீர் தாகத்துடைய தன்மையினால தன்னை மறந்தவராய் குதிரை மேல் அமர்ந்திருந்தான் இப்படி சிந்தமாக படைகளை திரும்ப கூடிய நேரத்தில் அவர்களுக்கு அப்படி அவர்கள் குதிரையின் மீது அமர்ந்து இருக்கின்ற எதிரி படையில் நின்ற ஒரு வீரன் பார்க்கின்றார் இதுதான் நல்ல தருணம் என்று அவன் வேகமாக கையில் இருக்கொண்டே அலியக் பிறந்து சொல்லக்கூடிய சுத்தவியர் அவர்களை தானே டித்திடுவான் அலிய தட்ட முடியாத அளவுக்கு அவங்களுடைய தன்மை மாறிவிட்டது அதாவது தாகத்தினுடைய தன்மையினால தாகத்தினுடைய ஒரு கொடுமையினால எளிமையினுடைய வாழ் முந்திவிட்டது அலியக்குழுந்து விட்டார்கள் இதை கண்டதும் அவர்கள் உடன் பிறந்த சகோதரராகிய ஹாசிர் என்று சொல்லக்கூடியவர்களுடைய கண்கள் அப்படியே கண்ணு நம்முடைய அவசரமாக எடுத்து வந்து எங்க கூடத்தில் போட்டவுடனே அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அலி அக்பத்தை பார்த்து முகமது வலிவு செல்லும் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் காலத்துடைய தன்மை நிலை ஏற்பட்டுவிட்டது என்று கண்ணீர் வெடித்து அழகின்றார்கள் அலியக்கரு கேடே கிடக்கின்ற வெட்டு கிடக்கின்ற அவர்கள் இறுதியாக எல்லாரையும் தானே நோக்கி சொல்லுகின்றார்கள் அழகாதீர்கள் அல்லாஹ் ஜல்லஷாத்தால ஆண்டவனுடைய குருபே அதாவது இறைவன் பிரித்த கட்டளையின்படி அவனுடைய கொலாவின்படி என்னுடைய முடிவு நெருங்குகின்றது ஆகையினால நீங்கள் யாரும் அழ வேண்டாம் என்று எல்லாருக்கும் ஆறுதலை சொல்லி கரிமா சஹா அரியப்பராக கூடிய குளம்மா அவர் பதவிக்கு ஆணாகிவிட்டார்கள் என்னால் இல்லாக மீண்டும் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த எல்வர்களும் கூடி அந்த கருமலாவிலே அவர்களை நல்லடக்கம் செய்தார்களா இப்படி நல்ல முடிந்ததின் பின்பு மறுநாள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரர்களும் தான் எப்பொழுது உதயமான உடனே காலைக்கடனே முடித்து விட்டு எல்வர்களும் தங்கி இருக்கின்றார்கள் இன்னைக்கு என்ன நடக்குமோ என்ன நடக்க இருக்கிறதோ என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கும் போது அந்த ஆறாவது நாள் அன்று கூடாரத்தில் பிள்ளைகள் தான் என்று அலி என்பதாகவும் சொல்லப்படுகின்ற அந்த பால் குடிக்கின்ற பருவமுடைய அந்த குழந்தை துடிக்கின்றது கதறுகின்றது இதை காலிலே கேட்ட ஹுசை மனைவி சகரங்களே என்று சொன்னார்களா இதை கேட்ட சகர்பானி சொன்னார்கள் நாயகரே நாம இந்த இடத்தில் எந்த விதமாவுடைய உதவியின்றி குடிப்பதற்கு தண்ணீரின்றி உண்ணுவதற்கு உணவின்றி எ தண்ணீர் இல்லாதபடி நாவுகளெல்லாம் தடுப்பேறிவிட்டு தாங்கிக் கொள்ள முடியவில்லை எப்படி பால் கொடுத்தேன் பிள்ளை பால் முடிய பால் கேட்டும் தண்ணீர் தாகத்தினுடைய தன்மையினாலும் துடிக்கின்றது நான் என்ன செய்வேன் என்று கண்ணீர் விழித்து சகல்பான் சொன்னார்களா இதை கேட்டவுடனே அவர்களுடைய தம்பி அவர்களுடைய சகோதரர் என்று சொல்லப்படுகின்ற அப்பாஸ் என்று சொல்லப்பட்டவர்கள் ஆயசமாக எழுந்திருத்தார்கள் அப்படியே ஒரு அழறி ஒரு சத்தம் இட்டார்கள் அருமநாயகத்தினுடைய சந்ததிகளாகிய நாமளுக்காக நிலை ஏற்பட வேண்டும் அதனையும் குறிப்பாக பால் குடிக்கின்ற பச்சிடம் குழந்தை இந்த குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லையே அதையும் தடுத்துக் கொண்டார்களே கொடியவர்கள் என்று தோல்பையை ஆத்திரி ஓடினார்கள் அப்படி ஓடுகின்ற நேரத்தில் அங்கு இருக்கின்ற கூட்டத்தார்கள் தண்ணீர் எடுக்க முடியாதபடி காவல் காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி விட்டு அப்பாஸ் என்று சொல்லப்பட்டவர் புராத்து நதியினுடைய தண்ணீரை குடும்பத்தவர்களுக்கும் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கொடுத்து தீர்த்து கொண்டார்கள் இப்படியாக இருக்கும் போது மீண்டும் அதுபோன்று அங்கு கொண்டு வந்த தண்ணீரும் செலவாகிவிட்டது அவங்க இடத்துல தண்ணீர் கிடையாது குடிப்பதற்கு எந்த விதமும் அவருடைய தண்ணீரும் இருக்கும்போது மீண்டும் அந்த குழந்தை பால் குடிக்கின்ற குழந்தை அவங்களுடைய மனம் பொறுக்கவில்லை அவங்களுடைய மனம் அப்படியே துடிக்கின்றது உடனே அந்த பால் குடிக்கின்ற பச்சிடம் குழந்தையை தூக்கி கொண்டு ஏரிகள் இருக்க வேண்டிய இடத்துக்கு சென்றார்கள் பாடங்கள் அதாவது பால் குடிக்க கூடிய பச்சிடம் குழந்த தண்ணீருடைய தாகத்தினால துடிக்கின்றது தண்ணீருடைய தாகத்தினால இந்த பிள்ளை கதறுகின்றது உங்களுடைய மனதில் கொஞ்சமே இரக்கம் இல்லையா உங்களுடைய உள்ளத்தில் தயம் இல்லையா இந்த பச்சிடம் குழந்தைக்கு குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுக்க கூடாதான் கொடியவர்களே இப்பேர் கொடுத்த ஒரு மனதுடையவர்களாக இருக்கின்றீர்களே உங்களுடைய மனங்களில் இறக்கம் இல்லையா உங்களுடைய மனதிலே கொஞ்சமாக பேசினார்கள் கூட்டத்தார்கள் பார்த்தார்கள் நாங்கள் தண்ணீர் கொடுக்க மாட்டோம் எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி அதே நேரத்தில் ஒரு சண்டாள பாலகன் தூரத்திலே நின்று கொண்டு அந்த பால் குடிக்கின்ற பச்சிடம் குழந்தையின் மீது அம்பை தானே பார்த்து எய்தார் குழந்தையுடைய அதாவது உடம்பிலே அதனுடைய கழுத்திலே பயங்கரமாவுடைய அந்த அம்பு பாய்ந்து விட்டது ரத்தம் கொட்டுகின்றது சுகாணல்லா இதை கண்ணுற்ற ஹுசேன் தலியல் மாவுத்தான அப்படி அவங்களுடைய மன ரொம்ப வேதனைப்பட்டு விட்டது மா பாலகர்களே சண்டார கொஞ்சமாகிலும் உங்களுடைய உள்ளத்திலே இறக்கம் இல்லாதபடி அறக்க குணம் பிழைத்தவர்களாக பால் முடிக்கின்ற குழந்தை என்றும் பாய்ச்சி விட்டீர்களே அம்ப பாய்ச்சி விட்டீர்களே அணியாயர்களே என்று குழந்தையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கூடாரத்துக்கு ஓடி வருகிறார் வந்த நேரத்தில் அம்பு பாய்ந்த அந்த பச்சிளம் குழந்தை கூடாரத்திற்கு கொண்டு வந்தது துணியாக துடித்து குழந்தை இறந்து விட்டது இதை கண்ணுத்தார்கள் அவளை பெற்றெடுத்த தாய் சஹர்பானும் அவங்களுடைய மனம் பொருந்துமா அவங்களுடைய மனம் தாங்கிக் கொள்ளுமா அப்பெயர் கொத்த அருமை கண்மணியாகி அந்த பாலகனை பார்த்து பார்த்து கண்ணி விட்டு அழுதிடுவார் கண் கலங்கி புலம்பிடுவார் அநியாயக்காரர்கள் கொடுமைக்காரர்கள் அனைவருக்கும் சேர்ந்த மாற்றி அந்த பச்சிடம் குழந்தையை கொண்டு போய் நல்லடக்கம் செய்துவிட்டு மீண்டும் அனைவரும் கூடாரத்திலே தங்கி இருக்கின்றார்கள் இப்படி ஆறாவது நாள் கழித்து முஹர்த மாதம் ஏழாவது காலை கதிரவன் உதயமாகின்றது காலக்கடன்களை முடித்தார்கள் இன்னும் இன்றைக்கும் என்ன நடக்குமோ என்று கூடாரத்திலே எல் பேர்களும் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற நேரத்தில் ஏற்படுகின்றடப்படாதேர்களை கொட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் படைகள் அனுப்புகின்றன அந்த மாதிரி வந்த படைகள் எல்லாம் கர்பலாவிலே சூழ்ந்து உடைந்திருக்கின்றார்கள் ஹுசேனாருடைய கூடாரத்தை அதே நேரத்தில் வேண்டுமான படைகளை திரட்டிக்கொண்டு என்ன ஒரு பெரிய சோதனையாக இருக்கின்றது நம்முடைய நம்மளுக்கு உதவியாக வந்தவர்களும் உதவி செய்யக்கூடியவர்களும் தண்ணீர் இல்லாதபடி ரொம்ப தயங்குகின்றார்களே ிருக்கூடிய படைக்கு போகும் என்பதாக தானே ஹுசேனா எழுந்தவுடனே அதே நேரத்தில் அவர்களுடைய தமையனால் பெற்றாருமை கண்மணியாகிய மகன் ஹாசி அவர்கள் தானே ஓடி வந்து தன்னுடைய தந்தையை தான் சொல்லுகின்றார்கள் என்ன கூட உங்களுடைய கண்ணுக்கு முன்னாலேயே நீங்கள் எங்களை நல்லடக்கம் செய்ய வேண்டும் எங்களுடைய எங்களை நீங்கள் அழைக்க முடிந்ததின் பின்புதான் நீங்கள் கர்பலாவுக்கு சண்டைக்கு செல்ல வேண்டும் முதலில் எங்களுடைய சகாதத்து முடிய வேண்டும் என்று கண்களில் கண் எசிந்த ரொம்ப வேகத்தோடும் வீரத்தோடும் வந்து தந்தையினுடைய சிறியதாக பாதத்தை படிந்து தமையனார் பெற்ற செல்வமாகிய ஹாசிம் அவர்களை பார்த்து கண் குளிர்ச்சியாக சொல்லுகின்றார்கள் என்ன சொல்லுகிறார்களே சொல்லுார்கள் என் அருமை தனியனார் பெற்ற செல்வமே உன்னுடைய தம்பை மரண தருவாயில் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார்கள் உன்னுடைய மகளை என்னுடைய மகனுக்கு நீ விவாகம் மனமுடித்து கொடுக்க வேண்டும் என்று ஆனால் இப்போ நீங்களோ சண்டைக்கு செல்லுகின்றீர்கள் எதிரியினுடைய போருக்கு நீங்கள் அதாவது சகாலத்து அதாவது இறுதியான ஒரு நிலையில நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள் யுத்தகலத்திற்கு சென்றவர்கள் திரும்பி வருவார்கள் என்பதற்கு எந்தவித ஒரு அதாவது எந்தவித ஒரு உறுதியும் கிடையாது ஆகையினால நீங்கள் போகிறதோ சண்டைக்களத்திற்கு உன்னுடைய தந்தை சொன்ன அந்த வாழ்தாவை அந்த வாக்கை நான் காப்பாற்றி கொள்ள வேண்டும் ஆகையினால் என்னமே கண்மணியா நமகே வந்த மகன் கோதம் அவர்கள் மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாகி எல்லாத்தான் அங்குடிய மகளாரை அவர்களுக்கு தான் மனமுடித்து வைத்தார்கள் அப்படி மனமுடித்து வைத்ததன் பின்புறம் கடனும் விடை கேட்டுடைய கண்களில் சொல்லுகின்றார்கள் பெற்றெடுத்த தாயாருக்கும் சொல்லி உங்களுடைய பீவிக்கு சொல்லி சென்று வாருங்கள் என்று சொல்லாத அவர்கள் தன்னுடைய தாயிக்கும் தன்னுடையத்தானே பெற்றுக் கொண்டு ஹாசிம் அவர்கள் முன்னால் வளைந்து கொண்ட படைக்குத்தானே சண்டைக்கு சென்றார்கள் சென்றதும் அவர்களுடைய குதிரையை தான் அவங்களுடைய பணியைத்தான் சண்டை கிழத்திலே வேகமாக நடத்தினார்கள் சொல்லு படையவர்களே பயப்படாதீர்கள் இவர் யார் தெரியுமா ஐயனுடைய பேரர் ஹசினாருடைய மகன் இவருடைய பெயர் ஹாஷி ஆனால் புனிக்கி பிறந்தது அது பூனை ஆகாது ஆகையினால இவர்கள் அழியை போன்று ஒரு தன்மையுடையவர்கள் ஆகையெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் சுற்றி நின்று உங்களுடைய போர் கொண்டு அவர்கள்